வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்கு இந்த வயல் வந்து பாரம்பரிய நல்லான ஆத்தூர் கச்சியில் சம்பா இது ஒரு எண்பது சென்ட் அளவு போட்டிருக்கேன் இது கடந்த இது மூணாவது வருடமாக இதை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஆரம்பித்ததே வந்து ஆத்தூர் கச்சியில சம்பா தான் அதாவது இயற்கை முறையில் பொண்ணுன்னு நினச்சி ஆரம்பித்ததுலேருந்து இது மூணாவது வருடம் மூணு வருடமாகவே நான் வந்து இது ஆத்துருக்கு இரண்டு கடந்த இரண்டு வருடமாக வந்து ஆத்துருக்கி சில சம்பா இந்த தடவை ஆத்துருக்கி சில சம்பளம் சரி இன்னொரு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலான்னு இப்போ காட்டு யானமும் ட்ரை பண்ணுறேன் இந்த இந்த இந்த முறை யானை போட்டிருக்கேன் இது ஒரு முப்பது சென்டில் காட்டு கிச்சிலம்பித்தூத்தி நாற்பது நாள் தெரியும் என்னோட அனுபவத்தில் கிச்சிலி சம்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி வேலை வரும் நாலு அடி வளரும் நாலு நாலு அடி வளரும் இப்போ என்ன ஆகும்னா நீங்கள் வந்து அது அறுவடை அறுக்கும் போது வந்து க கதிர் முட்டுவிட்டாலே வந்து வயலில் தண்ணி இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் மழை மழை இருந்து ரொம்ப தண்ணி வடிஞ்சிடணும் மழை இல்லாதப்பது ரொம்ப நல்லது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வந்து உங்களோட நடவ ஆரம்பிக்கணும் என்ன பொறுத்தாலும் நான் வந்து எப்பவுமே வந்து என்னோடய ஹைப்ரிட்டு நெல்லாம் விடுவேன் அப்பதான் வந்து எனக்கு வந்து பொங்கல் கழிச்சு வந்து அறுப்பு வரும் பொங்கல் முன்னாடியே கிட்டத்தட்ட மழை முடிஞ்சு அந்த நாலு அடிங்கிறதுல கண்டிப்பா அவங்க பயிர் எனக்கு நிக்காது அந்த இவங்க எப்படி தெரியாது என்ன பொறுத்தாலும் நான் வந்து ரெண்டு வருடமாகவே வந்து எனக்கு வந்து தொண்ணூறு மேல பயிர் சாஞ்சிடும் அதனால சாஞ்சா கூட அந்த நேரத்துல வந்து எனக்கு மழை அதிகமா இருக்காது அதே நேரத்துல தரையும் காய்ச்சலா இருக்கும் அதனால வந்து நான் வந்து காலையில் இருக்க இரண்டு வருடமே வந்து ரொம்ப பாதிப்பு நான் அறுவடை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அதே மாதிரிதான் நேரம் தள்ளி போனது எனக்கு நாத்தடி கட்டில கொஞ்சம் மழை கிடையாது இந்த கொஞ்சம் தொடர் மழையால வந்து அந்த நடவு வயல் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு இது வந்து காட்டு நீங்க முதல்ல பார்த்தது வந்து கிச்சில் சம்பா ரெண்டுமே ஒரே நாள் தான் நட்டுருக்கேன் ஆனா வெவ்வேறு நாளில் வந்து உங்களுக்கு வந்து அறுவடைக்கு வரும் ரெண்டு முறை வந்து மக்கன எரு கூட வந்து உயிர் உரங்கள் பிளஸ் பயோ பெர்டிலைசர் அந்த உயிர் உரங்கள் பிளஸ் கடையில் வாங்கின கொஞ்சம் பெர்டிலைசர் வாங்குவோம் பயோ பெர்டிலைசர் வாங்குவோம் சிவிடி எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி அதெல்லாம் கலந்து அடிச்சிருக்கேன் கலந்து போ வயல் கொஞ்ச காஞ்சா நல்லது இப்பவும் நீங்க நடுவு நட்டில் முடிஞ்ச உடனே வயலுக்கு அந்த காய்ச்சலுக்கு தான் உங்களுக்கு வந்து அடுத்தது தூறு நல்லா வரைக்கும் அந்த மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கிறதால உங்களுக்கு வயல் சரியா காய்ச்சல் வேலை பயிர் பாரா இல்லை அந்த மழையில பாதிப்புல இருந்து கொஞ்சம் கொண்டு வந்துட்டேன் தண்ணி கொஞ்சம் வடிகிட்டே அப்படி சில முறைகள்ல காட்டு யானமும் கிச்சல் வந்து ஒரே நாள்ல தான் விதை விட்டேன் நெட்டதும் ஒரே நாள் ஆனால் கிச்சிலி செம்பாவை விட காட்டு யானம் வந்து நாட்டு ரொம்ப அதிகமாக வறந்துடுச்சுங்க அதான் என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு முறையை பின்பற்றுவாங்கண்ணா அது என்னென்னா நாற்றோட நுனி பகுதியை நுறுக்கி கிள்ளி போட்டுட்டு நடுவாங்க அதேமாரி தான் கிட்டத்தட்ட நான் வந்து தொண்ணூறு சதவீத வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு கிள்ளி நுனி கிள்ளி கீரை போட்டுட்டு நட்டுருக்கேன் நான் அதுதான் துளிர்த்து மறுபடியும் நல்லாவே வருது இதனால் எனக்கு வளர்ச்சியும் கொஞ்சம் குறையும் நான் நம்புகிறேன் இதுதான் முதல் முறையாக அது நம்ம கொஞ்சம் வயதானவங்களை கேட்டு பண்ணியிருக்கேன் அது எப்படி வருதுன்னு பார்த்தா தெரியப்படும் சப்போஸ் அப்படி நல்லா கொஞ்சம் உயரம் குறைஞ்சி சாயாமல் இருந்ததுன்னா இந்த முறைய கூட அடுத்த முறை கூட பின்பற்றலாம் வர வர பதவிகள்ல நம்ம வந்து நான் உங்களுக்கு வந்து என்னென்ன உரங்கள் போடுறேன் என்னென்னா ஸ்ப்ரே பண்றேங்க காமிக்கிறேன் அதை வளர்ச்சி பருவங்களையும் பார்க்கலாம் எந்த என்ன பருவத்துல எந்தது பருவத்துல எந்த உங்களோட எவ்வளவு உயரம் இருக்கு அதை கூட நான் உங்களை காமிக்கிறேன் அடுத்ததுக்கு அடுத்த தெளிப்புக்காக வந்து இஎம் ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் கூடவே வந்து வேஸ்ட் டீ கம்போஸரும் ரெடி ஆகிட்டுருக்கு இல்லை ஏதாவது ஒன்று அடுத்தது தெளிப்புக்கு பயன்படுத்துவேன் கூடவே எரு கூட கறந்து சில உரங்களையும் போடுவேன் இப்போதிக்கி மழையிலேருந்து தண்ணியை வடிகட்டிகிட்டு இருக்கேன் இந்த தண்ணி வடிகட்டி முடிஞ்ச பிறகு அடுத்த ஓரத்தை பயன்படுத்துவேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நாட்டுக்குள்ள கல அவ்வளோ இல்லை இருந்தாலும் மிதிச்சு விட்டா நல்லது எந்த அளவுக்கு மிதிச்சு வர்றோமோ அந்த அளவுக்கு வேறுகள் அடிப்பட்டு புது தூர் வரும் அதனால வந்து எல்லா வரிசையும் இது வந்து ஃபுல்லாவே வரிசை நடவு தான் சாதாரணமா அங்க இங்கேயும் கிடையாது நான் வந்து மூணு வருடமே வரிசை நட மட்டும்தான் நடுவேன் வரிசை வரி எல்லாமே வரிசை தான் இருக்கும் நீங்க எந்தெந்த எங்கு நின்று கிடைக்கும் மேற்க பார்த்தாலும் ஃபுல்லா வரிசலாக இருக்கும் ஸோ வரிசைக்கு வரை வந்து சனங்களை விட்டு ஃபுல்லாக நடக்க சொன்னேன் மிதிக்க சொன்னேன் வேருக்கு பக்கமாக மிதிக்க சொன்னேன் இப்போ வேர்க்களை அடைப்பட்டு புது தூர் வருது இதோட படம் கொஞ்சம் நாள் சென்றுதான் தெரியும் எவ்வளோ தூர் வருது வெடிக்கிறது நடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாற்று கம்மியாக வச்சு நட இந்த மாதிரி இருக்கவே இருக்காது பார்க்கும்போது இப்ப நல்லா இருக்கும் நடும்போது என்ன இது கொஞ்சமையா வச்சு நட சொல்லானே மக்களே வந்து கேட்பாங்க ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம்தான் வச்சு நட சொல்லுவோம் தானா தூர் வ வடிச்சு வரணும்